ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பால் சில இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அந்த இயக்கங்கள் அனைத்துமே என்ன செய்யறாங்களோ நாங்க நோன்பு சவுதியில பிறந்தா கொண்டாடுனா நாங்க கொண்டாடுவோம் எப்படி தொழுகிறாங்களோ அப்படிதான் கூட்டம் ஆரம்பிச்சாங்களே செயல்களையும் சொல்லும் அவர்களுடைய வருமானத்திற்காக அதை செய்யறாங்க அவங்க வருமானத்துக்காக செய்யறாங்க சவுதி அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் என சொல்லி இயக்கங்கள் இருந்தது இன்றைக்கு அந்த இயக்கங்கள் சவுதி அரேபியா பேய்களுக்கு திருவிழா கொண்டாடுகிறது பேய்களை சந்தோஷப்படுத்துகிறது மறு உலகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு பேய்கள் வருகிறது என்பதை நம்புகிறது வரக்கூடிய பெய்கள் நாம் இட்டிருக்கக்கூடிய வேடங்களை பார்த்து சந்தோஷம் அடைந்து கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அடுத்த வரும் விடமும் வரும் என்று இன்றைக்கு சவுதி அரேபியா நம்பிவிட்டதே நாமும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக்கலாமா பெருங்களுடைய இறுதி தருவாயிலே நான் விட்டுவிட்டு விட்டுவிட்டு விட்டுவிட்டு அவங்களை நேர்வழி வீங்கன்ற சொல்ல சொல்ல நாயும் சொல்ல சொன்ன சொன்னாங்க நான் குரானையும் என்னுடைய வழிமுறையும் நான் விட்டுச் செல்கின்றேன் குரானையும் என்னுடைய குடும்பத்தையும் விட்டுச் செல்கின்றேன் அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமான அசல்லாசும் சொன்னார்களே இன்னைக்கு சவுதியை பார்த்துதான் எங்களுடைய இஸ்லாத்தியம் அமைச்சு நம்மை விட மிகப்பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது என்பதை நான் விலகிக் வேண்டும் இந்த ஹாலோவின் என்பது அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரசூல்வால் ஒரு செயலாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அறிவுள்ள இதை செய்ய மாட்டான் கொஞ்சம் தரமான ஒரு நம்பிக்கையை அந்த பழங்குடி மக்கள்கள் செய்ததை இன்றைக்கு சவுதி அரேபியா அந்த மன்னரே முன்னாடி நின்று நடத்துறாரு இணையதளங்களில் பாருங்கள் பேய்கள் வேஷமிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் அந்த நாட்டுடைய மன்னர் செல்ஃபி எடுத்து இன்னைக்கு இணையதளங்களில் வைரலாக என்ன இருக்கு பரவிக்கிட்டு இருக்குது இப்போ கண்ணித்துருக்குரியவர்களே நம்ம உங்களுக்கு சொல்றது ஒன்றே ஒன்று அல்லா அரசு சொல்லித்தந்த வழிமுறை என்பது குரானும் ஹதீசும் சஹாபாக்களுடைய வழியும் தான் அது அல்லாது சவுதி அரேபியாவை பின்பற்றுங்கள் என்று ரசுல்லா சொல்லல மக்காவாசிகளை மதினா வாசிகளை பின்பற்றுங்கள் என்று நாயகம் சொல்லாசம் அவர்கள் ஒரு காலம் நமக்கு சொல்லித்தரவில்லை அதனால இன்றைக்கு பல இயக்கங்கள் இருக்கக்கூடியவங்க நாங்கள் அந்த நாட்டில் பெற பார்த்து